அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்டோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூமராலஜி சம்மந்தப்பட்டதாக பார்க்க போகிறோம் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை இப்போ நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தம்பது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் மூணு எண்களை எடுத்துக்கலாம் இருபத்தெட்டை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் இப்போ இந்த தேதியில் பிறந்தவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதிகங்க வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க என்ன கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் வீட்டு சூழ்நிலை பொறுத்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சும் நடந்துப்பாங்க ஆனால் வீட்டை காப்பாற்றக்கூடியவங்களும் இந்த எண்காரங்க தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணும் இந்த எண்ணு ஏன்னா அவசரப்படும் கோபப்படுவாங்க ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்போது ஆனால் வெளிப்படையாக இருப்பாங்க எதுவும் மறைச்சி ஒழிச்சு வச்சு அவங்களுக்கு பேசவே தெரியாது எதுனாலும் ஓப்பன் டாக்காக இருக்கும் இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி பிறந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஓப்பனாக தான் பேசுவாங்க மறைத்து ஒழித்து வைத்து பேச தெரியாது அதே மாதிரி நல்ல டேலண்ட்டான பர்சனாகவும் இருப்பாங்க நல்ல அறிவுபூர்வமாகவும் இருப்பாங்க நல்ல சிந்தனையாளரும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க ஹார்ட் ஒர்க் போட்டு வின் பண்ணி காட்டுவாங்க எதிரி முன்னாடி ஜெயிச்சு காட்டுவாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சு இருப்பாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க ஆனால் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்றத அந்த ஃபயர் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் அருமையான நம்பருங்க ஃபஸ்ட் கிளாஸாக ஜெயிக்கக்கூடிய நம்பர் அதே மாதிரி இவங்க சொன்னபடியே இவங்க மனசில் நினச்சபடியே இவங்க ஜெயிச்சு வருவாங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இவங்க வந்து அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி இவங்க வின் பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்து இயல்பாகவே வந்து அந்த ஆற்றல் வந்து ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தெட்டுக்கும் அந்த விஷயம் இருக்குது பொருந்தோம் இருந்தாலும் அது தனிப்பட்ட விஷயம் அதை நம்ம அப்புறமேலும் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு அதே மாதிரி இவங்களுடைய எண் நம்ம பார்த்துட்டோம் இவங்களுக்கோட கூட்டு எண்ணுன்னு இருக்கும் அந்த எண் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபவ் ஃபார்ட்டி அந்த எண் வந்து கரெக்டானபடி இருக்கணும் அதாவது பிறப்புலேயே வந்து அந்த எண் வந்து கரெக்டானபடி அமையணும் அதாவது ரெண்டு இருக்கலாம் மூன்று இருக்கலாம் அது எப்படின்னா நீங்கள் டேட்டு மந்த்து இயர் மூணுமே நீங்கள் கூட்டணும் தனிப்பட்ட முறையில் இப்போ ஒன்றாம் தேதி பிறக்கிறீங்க அப்படின்னா ஒன்னாந்தேதியும் கூட்டணும் ஃபர்ஸ்ட் மாசம்னா ஜனவரி மாதம் பிறந்தீங்க இல்லைங்களா அந்த ஒன்னையும் கூட்டிக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் பிறக்குறாங்க அப்படின்னா அந்த ஒன் நைன் எயிட் சிக்ஸ் அது எல்லாமே ஆட் பண்ணி இந்த டூவையும் ஆட் பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள் அந்த எண் வந்து கரெக்டாக ஒன் டூ த்ரீ சிக்ஸு இது மாதிரி வந்தால் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட உயர்வு நைன் வரலாம் நைன் வந்தாலும் ரொம்ப சிறப்பு ஏன்னா சூரியனுக்கு செவ்வாய்க்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஜாதக ரீதியா ஆனால் இயல்பாவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எண்கள்லாம் இருக்கலாம் அந்த எட்டு ஏழு எல்லாம் வரும்போது நாற்பது வயசுக்கு மேலே ஒரு அடி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு பிஸ்னஸ்ல ஒரு தோல்வி ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இடம் மாற்றம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பல பிரச்சனைகளை வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேலே அனுபவிப்பாங்க இப்போ அந்த எண் வந்து ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதனால் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனையோட அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அபவ் ஃபார்ட்டிக்கு மேலே அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க நிறைய விஷயங்கள் தேடுதல் இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க ஒன் பை ஒன்னாக பூர்த்தி அடைஞ்சிக்கிட்டே வருவாங்க அது கூட்டு எண் மூணாக இருந்ததுன்னா வந்து இந்த ஆன்மீக நாட்டன்றது அந்த நாற்பது வயசுக்கு மேலேயே வந்து அதுக்குள்ளே வந்து ஆழ்ந்து போயிடுவீங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பிறப்பு எதுக்கு பிறப்பு எடுத்திருக்கோம் எதுக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து நம்ம பிறந்தோம் அதே மாதிரி நம்ம குடும்பம் இப்படி இருக்குது இதெல்லாம் வந்து முற்பிரிவில் செஞ்ச பாவமாக நல்ல விஷயமா என்னன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் நிறையா வந்து சுற்றுலா சென்று வருவாங்க அது வெளியூரா இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவங்க வந்து போயிட்டு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த டேட்டில் அமைதுங்க அதாவது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இருபத்தெட்டும் இது பொருந்தும் 50 எந்த சரி இக்கட்டான உடல் தொந்தரவுகள் இருக்கும் உஷ்ணப்பட்ட நோய்கள் வரும் உஷ்ணப்பட்ட நோய்கள் பாடி ஹீட் ஆகிறது வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அது மட்டும் நீங்கள் வந்து கடை கரெக்டாக நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க உங்கள் குலதெய்வம் என்னவோ அதை வந்து வேண்டிக்கோங்க அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எங்கிட்ட நியூமாலஜி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி சிக்னேச்சருன்றது ரொம்ப முக்கியம் உங்கள் சைன் வந்து கரெக்டானபடி சைன் பண்ணணும் அதுக்குண்டான டிகிரி வைஸ் அது வந்து கணக்கு இருக்குது ஆனால் அந்த அதன்படி நீங்கள் முறைப்படி நீங்கள் சைன் வந்து கரெக்டானபடி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோடய லைஃப் வந்து அப்லிஃப்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறி போயிடுவீங்க இதுதான் வாழ்க்கையோடய சீக்ரெட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் அனுபவப்பட்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தோல்வியும் சந்திச்சிருப்பீங்க வெற்றியும் சந்திச்சிருப்பீங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல சிரமங்களும் கஷ்டங்களும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த எண் ஒரு சில பேருக்கு இயல்பாகவே இந்த பத்தாம் தேதி பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவங்க வந்து பேக்ரவுண்ட் நல்ல ஒரு பேக்ரவுண்டோடு தான் வருவாங்க நல்ல ஒரு சுச்சுவேஷன் அமையும் அவங்களோட வாழ்க்கை வந்து முறைகள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவங்க அப்பா வந்து பெரியாலாக இருப்பாங்க இருந்தாலும் வந்து அவங்களுடைய அப்பா பேரை வச்சு இவங்க எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க அப்பா பேரை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை வேலைக்கு போகிறேன் அப்படின்றத அவங்க அப்பா பேரே யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க சுயமுயற்சியில் தான் முன்னுக்கு வருவாங்க அதே மாதிரி கூட்டு முக்கியம் நான் சொல்லிட்டேன் அதாவது உங்களுக்கு வந்து எல்லா எண்ணும் கூட்டி கடைசியாக வரக்கூடிய எண் என்ன வருது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேமாதிரி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருமண தேதி வந்து உங்களுக்கு சரியானபடி அமையல அப்படின்னா வாழ்க்கை துணைவிக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் அமையும் சில விரிசல்கள் வரும் கல்யாண தேதி சரியா அமையாமல் இருந்தது இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமண தேதி சரியா அமையறதில்ல சில பேருக்கு தான் திருமண தேதி ஒன்னு பத்து இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா திருமண தேதி அமைது பத்தொன்போது இருபத்தெட்டுக்கு எல்லாம் சரியா திருமண தேதி அமையறதில்ல அப்ப என்னாவோ சில விரிசல்கள் சில மன கஷ்டங்கள் சில மனக்குழப்பங்கள் மனைவினால வீட்டுல ஏற்படும் கண்டிப்பா வந்து சண்டை சச்சிவுகள் இருக்கும் ஒரு சில வீட்டுல ஒரு சில பேர் என்ன பண்றாங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க ஏன்னா அவங்களுடைய திருமண தேதி கரெக்டா அமையிறது இல்லை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா வளர்பெற வச்சுக்கலாம் இல்லை இந்த தேதியில வச்சுக்கலாம் இதுதான் கரெக்டாக இருக்கணும் அப்படி கிடையாது இது கரெக்டாக நியூராலஜி படி பார்த்து அந்த டேட் இவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சியும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சியும் ரெண்டும் கணிச்சு இயர்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் தான் அந்த டேட்டு அமையும் அந்த தேதியில திருமணம் பண்ணணும் அந்த தேதியில் திருமணம் பண்ண தான் வாழ்க்கை முறையின்றது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது முக்கியமான கருத்து இருபத்தி எட்டாம் தேதியெல்லாம் வாழ்க்கையின் கஷ்டங்கள் போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பாங்க இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே மன குழப்பங்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா இரண்டுனா சந்திரன் எட்டுனா சனி ரெண்டுமே அங்க சேருது ஆனா நிறைய மன மன போராட்டங்கள் இதெல்லாம் வந்து தாண்டிதான் அவங்க வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க இருபத்தெட்டுக்கும் நான் சொன்ன விஷயம் பொருந்தும் இருந்தாலும் இவங்களெல்லாம் விட அவங்க அடிப்படுறது ரொம்ப அதிகம் ஃபேமிலி சரியாக அமையாது பிரச்சனைக்குள்ளாயி அதை வந்து டிவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்கும் அதனால் வந்து திருமண தேதி கரெக்டானபடி அமையணும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் இடத்துல யாராவது நியூம் அடைஞ்சு பார்க்குறாங்கன்னா போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள் அது அவங்க தெளிவானவங்களாக இருக்கணும் அவங்க கரெக்டான விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும் அதனால் அவங்கக்கிட்ட போய் இவங்களுடைய ஜாதகத்தையும் சரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய மேரேஜ் டேட்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்போ வந்து அவங்க க்ளியராக என்னன்னு சொல்லுவாங்க விளக்கம் அந்த மாதிரி வந்து ஒன்று பத்து பத்தொம்பது வந்து வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிச்சு வந்துடும் இந்த இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க தான் வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகளையும் சில சங்கடங்களையும் வந்து அனுபவிப்பாங்க பல போராட்டங்கள் தாண்டி தான் வெற்றி அடைவாங்க இவங்களும் வெற்றி அடைவாங்க ஆனால் பல போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் தாய் தந்தையை பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது அப்படியே தாய் தந்தை கூட இருந்தாலும் ஒரு மன கசப்பு ஏற்படும் ஒரு மன சங்கடங்கள் ஏற்படும் இந்த மாதிரி தாய் பாசத்துக்கோ இல்லை தந்தை பாசத்துக்கோ இயங்கக்கூடிய சுச்சுவேஷன் அமையும் அதனால வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா இயல்பாகவே இவங்களுக்கு வந்து இந்த இருபத்தெட்டாம் தேதி பிறந்ததுனால கூட்டு எப்படி வருது அப்படின்றது தெரியாது அது கூட்டு வந்து கரெக்டான பண்ணி அமைஞ்சதுனா தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் நாற்பது வயதுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுடைய லைஃபே மாறும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒழுந்தான் கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாறும் அதே மாதிரி இவங்க ஒற்றுமையாக இருக்கணும் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டேட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் டேலண்ட்டான பர்சனாக இருப்பாங்க இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தம்போது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லாம் வந்து அதிகமாக சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் உங்ககிட்ட இதனால் வில் பவராக இருப்பாங்க எதையும் நம்ம பார்த்துக்கலாம் சந்திச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் ஹெட் வரலாம் பேக் பெயின் வரலாம் இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் எடுத்துட்டு போய் காட்டிடுங்க ஆரம்பத்திலே காட்டுறது நல்லது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது ஆனால் இந்த இருபத்தெட்டாம் தேதிக்கு நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கடைசியாக சொல்றேன்னு சொன்னால் அதாவது இந்த தேதியில் நான் சொன்ன விஷயத்தும் இருபத்தெட்டுக்கு பொருந்தும் ஆனால் இருபத்தெட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதாவது இவங்க வாழ்கிற அந்த சுகத்தை கூட அந்த இருபத்தெட்டாம் தேதிக்காகங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சு தான் வின் பண்ணி வந்திருப்பாங்க இல்லை நல்லா இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்காங்க நல்லா இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் பிறந்ததுலேருந்து இருபதை இருபத்தைந்து வயதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிரமப்படுற மாதிரி வரும் பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்டார்டிங்கே நீங்கள் அதை பார்த்துடுறீங்க அப்படின்னா அந்த முப்பது வயதுக்கு மேலே நல்லா இருப்பீங்க வாழ்க்கை முறை மாறும் அது வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்மம் கர்மாவை தான் நம்ம சொல்கிறோம் முன்ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்குலாம் தெரியாது ஆனால் கரும மூட்டைகளை சுமந்து தான் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை முறை மாறும் அதனால் உங்களோட டேலண்ட்டு வந்து வேறு எந்த நம்பருக்குமே இருக்காதுன்னு சொல்லலாங்க உதவி செய்கிறதுல முதல்ல ஆளாக வந்து நிற்பீங்க ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க உதவி செய்கிறதுல முதல் ஆளாக வந்து நிற்பீங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி டொனேஷன் கொடுக்கறதாகட்டும் மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதாகட்டும் மற்றவங்களுக்கு பல உதவிகள் செய்கிறதாகட்டும் எல்லாமே நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பீங்க நல்ல டேலண்ட்டான பர்சனாகவும் இருப்பீங்க ஆனா உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் பார்த்துக்கணும் கல்யாண தேதி திருமண தேதி கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கணும் இதெல்லாம் கரெக்டான அமைஞ்சுது அப்படின்னா உங்கள் லைஃப்பே மாறிடும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள எனர்ஜி ஹீலிங் தனிப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்